வணக்கம் பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் வாட்ச் பண்ணுறோம் டெய்லி இந்த ஃபியூச்சர் மார்க்கெட்டில் ஒரு 1 மினிட் டைம் ஃப்ரேமில் கால்ஸ் எப்படி வருதுன்னு நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வீடியோ பார்க்குறோம் ஏன்னா அதில் ஆட்டோமெட்டிக்காக லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் ஜென்ரேட் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி மார்ச் ஃபிஃப்டீன் வெனஸ்டே மார்க்கெட் நைன் ஃபிஃப்டின் ஏஎம் கேப்அப்பில் ஃபார்ட்டி தௌசண்ட் ரேஞ்ச்கிட்ட ஓப்பன் ஆயிருக்கு ஓப்பன் ஆனதுலேருந்தே மார்க்கெட் கண்டினியூஸாக இறங்கிச்சி பட் இந்த சார்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இது ஒரு பிரேக் அவுட் லெவல் ஃபாலோ பண்ணும் அந்த லெவல் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா தான் கால்ஸாகவே நமக்கு ஜென்ரேட் ஆகும் டென் தேர்ட்டி தான் நமக்கு அந்த மொமெண்டம் கிடைக்கிது சோ செல் கால் red colorல நமக்கு ஓப்பன் ஆகுது சும்மா சார்ட்டை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஓகே இப்போ கேண்டில் கலர் சேஞ்ச் வச்சே இப்போ செல் பண்ணலான்ற ஐடியாவுக்கு வந்துக்கலாம் ஏன்னா ஒன்றும் பை பண்ண போகிறோம் இல்லைனா செல் பண்ண போகிறோம் ஸோ க்ரீன் கலர் இல்லாட்டினா ரெட் கலர்னு தான் நமக்கு கேண்டில் ஓப்பன் ஆகும் ஓப்பன் பாயிண்ட்லேயே நமக்கு ஃபிக்ஸடாக வந்துடும் கலர் வந்து பார்த்தோன்னே புரிஞ்சுக்கலாம் அதை நம்ம என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு செல்ல தேர்ட்டி நான் அந்த ஸ்ட்ரைட்டாக ஒரு ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல அதான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் கீழே இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் மேலே ஸ்டாப்லாஸ்ன்னு சொல்லிட்டு எக்ஸிட் லைன்ஸ் இருக்கு ஸோ டெய்லி லைவாக எங்க என்ட்ரி எடுக்கலாம் எங்க எக்ஸிட் ஆகலாம் இப்போ ட்ரெண்ட் என்ன அப்படின்றத நமக்கு இந்த சார்ட் அழகாக எடுத்து கொடுத்துரும் நீங்கள் ஒரு இன்ட்ராடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெண்ட் இல்லையோ இல்லை எங்கள் என்ட்ரி எடுக்கலாம் இல்லை எக்ஸிட் ஆலான்றதெல்லாம் கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த சார்ட் லைவில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணி கொடுக்கும் இதை வச்சு உங்களுடைய இன்ட்ராடே நீங்கள் உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டை வச்சு பண்ணிக்கலாம் இதை மேனுவலாகவும் பண்ணலாம் ஆட்டோ ட்ரேடிங்கும் பண்ணலாம் உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி இதோட ப்ளான் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்கள் நாங்கள் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம் ஃப்யூச்சர் ட்ரேடர் இதில் வர என்ட்ரி பாயிண்ட்டை யூஸ் பண்ணிக்குவீங்க செவன் தான் என்ட்ரி கீழே சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் இருக்குது அதே ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ப்ரீமியம் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுதோ அதை பை பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணணுன்னா அட் த மணி ஆப்ஷன் பண்ணிக்கலாம் எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஒரு ஆப்ஷன் சார்ட்டும் ஷோ பண்ணுறோம் உங்களுக்கு ஒரு பெட்டரான ஐடியாவும் கிடைக்கும் இப்போ தேர்ட்டி நைன் நமக்கு செல் கால் வந்துருக்கு ஃபர்ஸ்ட் ஆர்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி பாயிண்ட் இருக்குது ஜெனரேட்டான செல் கால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் மேலே ட்ரேடிங் போச்சு ஃபஸ்ட்டு இந்த 30 மினிட்ஸில் நமக்கு 2 டைம்ஸ் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரி பாயிண்ட் கிட்ட வந்துட்டு இப்போ தான் ஃபைனலாக ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் ப்ரேக் பண்ணது 39664, 100 நைன் சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா டவுன்சைட் இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட் பார்த்திங்கன்னா என்ட்ரி பாயிண்ட்டில் ஃபிளாட்டாக தான் ட்ரேடிங் போச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் டவுன் சைடு இறங்கினாலும் தேர்ட்டி ஒரு ரவுண்டான ரேஞ்சில் அதனால் ரெக்கவரி கொடுத்துச்சு பட்டு மார்க்கெட் நல்ல மொமெண்டம்ன்றதுனால ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட் டார்டை பிரேக் பண்ணியிருக்கு ஒரு வீக்லி ஆப்ஷன் சார்ட் பார்க்குறோம் தேர்ட்டி நைன் தௌசண்ட் புட் ஆப்ஷன் அந்த புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்ல பைக்கால் ஜென்ரேட் ஆச்சு ஜென்ரேட் ஆனது நமக்கு டார்கெட் கிட்ட போகும்போது டூ ஹண்ட்ரட் போயிருக்கு ஒன் நைன்ட்டி நைன் வரைக்கும் மேலே ஏறி இருக்குது இது ஒரு அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன் சார்ட் டேரக்டாக அந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன் சார்ட் பார்த்தும் ட்ரேட் பண்ணலாம் இல்லைனா ஃபியூச்சர் பார்த்துட்டு உங்களுக்கு என்ட்ரி வரும்போது நீங்கள் ஆப்ஷன் பிக் பண்ணி எக்ஸிட் ஆகிக்கலாம் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணா வாட்ஸ்அப்பில் ஹே மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இது சப்ஸ்க்ரைப் பண்ணுற மூலிமா சும்மா இப்போ வீடியோ பார்க்குற சாட் பார்ப்பீங்க வர கால்ஸ் பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ண போகிறீங்க மேனோல் அஸ் வெல் அஸ் ஆட்டோ ரெண்டுமே பாசிபிளான ஒரு விஷயந்தான் சாட்டோட சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ